வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு பதினோராவது கணக்கு பனிரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் புவியீர்ப்பு விசையின் காரணமாக T வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது எஸ்ஆஃப் டி சமம் ஒன்று பை இரண்டு ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது? இங்கு A, B ஆகியவை மாடிலிகள் ஜி ஆனது உயிர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் S of T ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க கவனிங்க சார்பு S of T சமம் GT square ஜிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க ஏகமா பி மாறிலைகள் எஸ்ஆப்டி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமான்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று கொன்றான சார்புனா என்ன மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் வெவ்வேறான நிழல் உருட்கள் இருந்தால் ஒன்று கொன்றான சார்பு டி என்பது வினாடிகள் டிக்கு நாம மதிப்பை பிரதி இட்டு ஒவ்வொரு உறுப்பாக கண்டுபிடிக்கலாம் முதல்ல டி ஜீரோனு பிரதிடலாம் பாருங்க டீயோட ஜீரோனு பிரதிடும் போது எஸ் எஃப் இங்க இந்த முதல் உரு இரண்டாவது உறுப்பும் 0, கடைசியாக இருக்கிற பி மாடிலி மட்டுந்தான் வரும் எஸ்ஆப் ஜீரோ சமம் பி டி சமம் ஒன்றுன்னு பிரதிடலாம் இங்கே டி ஸ்கொயர் இருக்குது ஸோ ஒன்றின் வர்க்கம் ப்ளஸ் ஏ பெருக்கள் ஒன்று பிளஸ் பி ஒன்றின் வர்க்கம் ஒன்று தான் சோ ஹாஃப் ஜி ப்ளஸ் A இன்ட்டு ஒன்று ஏ ப்ளஸ் அடுத்து பிரதியிடலாம். மதிப்பா 2 பிர மதிப்பதி போதுக்கள் இரண்டு பி இந்த நாலு இரண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு ஜி பிளஸ் ஏ பிளஸ் பி நம்ம மூன்று மதிப்புகளுக்கு நிழல் உருக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் எதுவுமே விடை ஒரே மாதிரி இல்லை எல்லாமே வெவ்வேறான உறுப்புகளாக இருக்கு இங்கு டீயின் ஒவ்வொரு மதிப்புக்கும் எஸ் ஆஃப் மதிப்பு வேறுபட்டுள்ளது எனவே எஸ் ஒன்றுக்கொன்றான சார்பு டீ என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலை மற்றும் ஃபேரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையை இணைக்கும் சார்பாகும் மேலும் டி F என வரையறுக்கப்பட்டால் கீழே ஒரு ஐந்து கேள்விகள் இருக்கு அதோட மதிப்புகளை நாம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் F சமம் ஒன்பது சி பை ஐந்து பிளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க சார்ப டி ஆஃப் சி சமம் எஃப் என வரையறை செய்திருக்காங்க C செல்சியஸில் உள்ள வெப்பநிலை F ஃபாரன் உள்ள வெப்பநிலை கணக்கின்படி டி ஆஃப் சி சமம் மதிப்பு By 5 plus 32. T C, f f, by 5 plus 32. So, T by 5 plus 32. f f So, ஒன்பது சி பை 32. முதல் கேள்வி அதாவது C யின் மதிப்பு 0 பிரதிடணும் இங்கே ஜீரோனு பிரதிடும் போது ஒன்பது பெருக்கள் 0, 0. இந்த டேம் 0 ஆயிரும் ஸோ so, ஒன்பது பெருக்கள் இருபத்தி எட்டு பை ஐந்து ஒன்பது பெருக்கள் இருபத்தி எட்டு பை ஐந்து பிளஸ் 252 5 இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐந்தாள் வருத்தா ஐம்பது புள்ளி நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன்ஹேட் அடுத்து T மைனஸ் பத்து சிஎன் மதிப்பாக மதிப்பா பத்தை பிரதிடலாம் பிரதியிடலாம். ஒன்பது பெருக்கள் மைனஸ் பத்து பை ஐந்து ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இந்த பத்தையும் ஐந்தையும் கேன்சல் பண்ணால் இரண்டு ஸோ ஒன்பது பெருக்கள் மைனஸ் இரண்டு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு 24 இருபத்தி நான்கு டிகிரிஹேட் T ஆஃப் C சமம் பன்னிரெண்டு எனில் C யின் மதிப்பு முதல் மூன்று கேள்விகளில் C யின் மதிப்பு கொடுத்தாங்க நாம சிக்கு பிறதிட்டோம் இங்க டி ஆஃப் சி சமம் இருநூத்தி பன்னிரெண்டு கொடுத்திருக்காங்க சமம் இருநூத்தி பன்னிரெண்டு இந்த பிளஸ் முப்பத்தி ரெண்ட வலது பக்கத்துக்கு மாற்றும் போது ஒன்பது சி பை ஐந்து ஒன்பது சி பை இருந்து முப்பத்தி கழிக்கும் போது பகத்தில் இருக்கிற ஐந்த வலது பக்கம் போகும்போது பெருக்கள் ஸோ ஒன்பது சி சமம் நூத்தி நம்ம சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஒன்பது பெருக்கள் சீன்னு இருக்கு பெருக்கல்ல இருக்கிற எண்ணெய் வலது பக்கத்துக்கு மாற்றும் போது வகுத்தல் தொலாயிடத்தை ஒன்பதால் வகுக்கும் போது c சமம் நூறு 5th ஃபிஃப்த்து சப்டிவிஷன் செல்சியஸ் மதிப்பும் ஃபேரன்ஹெயிட் மதிப்பும் சமமாக இருக்கும் போது வெப்பநிலையை கண்டுபிடி சியும் எஃப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் c சமம் எஃப் ஆனால் எஃப்போட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது சி பை ஐந்து பிளஸ் முப்பத்தி இரண்டு இப்போ இந்த பிளஸ் முப்பத்தி ரெண்ட நாம இடது பக்கத்துக்கு மாத்தலாம் C மைனஸ் முப்பத்தி ரெண்டு இந்த வகுத்தில் இருக்கிற ஐந்த இடது பக்கத்துக்கு வரும்போது பெருக்கள் ஐந்து பெருக்கள் சி ஐந்து சி ஐந்து பெருக்கள் முப்பத்தி ரெண்டு நூத்தி அறுபது சமம் ஒன்பது ஒத்த உறுப்புகளை ஒரே பக்கத்துக்கு மாத்திக்கலாம் 5C, இந்த ப்ளஸ் ஒன்பது வரும்போது மைனஸ் ஒன்பது சி மைனஸ் நூற்றி அறுபது வலது பக்கத்துக்கு மாறும்போது ப்ளஸ் நூற்றி அறுபது ஒன்பதிலிருந்து ஐந்தை கழிக்கும் போது நான்கு பெரியன் ஒன்பதுங்கிறதுனால அதோட குறி மைனஸ் போடலாம் மைனஸ் நான்கு சி சமம் நூற்றி அறுபது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது சி ஸோ இந்த மைனஸ் நாலு பெருக்கல்ல இருக்குது மைனஸ் நாலால் நூற்றி அறுபதை வகுத்தா சி மைனஸ் முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு இரண்டுமே முக்கியமான கணக்குகள் தான் போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க